ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்க இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் எங்களோட வீடியோஸ் அதாவது மியூசிக் வீடியோஸ் என்டர்டெய்னிங் வீடியோஸ் ஃபன்னி வீடியோஸ் whatsapp ஸ்டேட்டஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स உங்களுக்கு என்ன மாதிரி वीडियोस நீங்க விரும்பறீங்க அப்படிந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க because அதுக்கு தகுந்த மாதிரி वीडियोस நாங்க போட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே थैंक यू இனி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு யாரை நம்புறதுனே தெரியாம யாரையோ நம்பி ஏமாந்துட்டு இன்னொருதுর்காக நம்மளே நம்மளே தியாகம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இவம்தான் காரணம் இதுதான் காரணம்னு குறை சொல்லிட்டு எப்பவும் சிரிக்கிற மாதிரியே நடிச்சுட்டு யாராச்சும் நம்மளோட கண்ணீரை துடைச்சிருவாங்கன்னு ஆசப்பட்டு ஆசப்பட்டு நாசமாக போகிறத விட தனியாவே இருந்துட்டு போயிரலாம்.